வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல ஆறாவது கணக்கு பார்க்கலாம் இதில் மூணு சப்டிவிஷன் இருக்கு முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு இந்த கணக்கோட தீர்வு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமாங்க ஏ சமம் X belongs to W X லெஸ் தேன் டூ முதல்ல டபிள்யூனா என்னன்னு தெரியணும் கணம் ஏ கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க நாம் இதோட உறுப்புகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டபுள்யூனா என்னன்னு தெரியணும் டபுள்யூனா ஹோல் நம்பர்ஸ் அதாவது முழு எண்கள் முழு எண்கள் எதுலிருந்து ஆரம்பிக்கும் ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கும் எக்ஸ் லெஸ் தென் டூ அப்படின்னா இரண்டை விட குறைவான எண்கள் ஸோ இரண்டை விட குறைவான எண்கள் ஜீரோ ஒன்று ஏயின் உறுப்புகள் ஜீரோ ஒன்று X belongs to N. natural numbers, எக்ரல் எண்கள் ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கும் முழு எண்கள் ஜீரோலிருந்து ஆரம்பிக்கும் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க X என்பது ஒன்றுக்கும் நான்குக்கும் இடைப்பட்ட எண்கள் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு நான்குன்னு கொடுத்துருக்கறதுனால இந்த நான்கையும் சேர்த்தி நாம எடுக்கணும் லெஸ் தேன்னா அந்த எண்ணெய் எடுக்கக்கூடாது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா அந்த எண்ணையும் சேர்த்து நாம் எடுத்துக்கணும் அப்போ ஒன்றுக்கும் நான்குக்கும் இடைப்பட்டது இரண்டு மூன்று நான்கையும் நாம் சேர்த்தனும் ஸோ இரண்டு மூன்று நான்கு இவை பியின் உறுப்புகள் அடுத்து சி சமம் 5 ஐந்து எனில் கீழே உள்ள சமன்பாடுகளை சரிப்பார் கன கட்டமைப்பு முறையில் கொடுக்கும்போது உறுப்புகளை எழுதுறதுக்கு முன்னாடி X பிலாங்ஸ் டு டபிள்யூ வா என்னா இசட்டாக பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு சம் A cross B union C சமம் A cross B union A cross C லெஃப்ட் சைடு ரைட் சைடு நாம் ப்ரூஃப் பண்ணனும். ஃபஸ்ட்டு LHS A cross B சேர்ப்பு சி இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் பி சேர்ப்பு சி பி இரண்டு மூன்று நான்கு சி மூன்று ஐந்து போன பதிவுல பார்த்தோம் இரண்டிலேயுமே உள்ள உறுப்புகளை கொண்ட கணம் சேர்ப்பு கணம் முதல்ல பியில் இருக்கிற உறுப்பை எழுதலாம் இரண்டு மூன்று நான்கு அடுத்து ஐந்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏஸ் B 2, 3, 4, 5 கார்டீஷியன் பெருக்கல் நமக்கு தெளிவாக தெரியும் முதல்ல ஜீரோங்கிற எண்ணெய் எடுத்துட்டு வரிசை ஜோடிகளாக எழுதணும் அடுத்து 1 ஒன்றுன்னு பேர் கொடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு A cross B, சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் a கிராஸ் b 0,1 ஜீரோ கமா ஒன்று கிராஸ் இரண்டு மூன்று நான்கு சாத்தியமான வரிசை ஜோடிகளை எழுதணும் ஜீரோ கமா இரண்டு அடுத்து 1,2, 1,3, 1,4 நாம் அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது a கிராஸ் c a யில் இருக்கிற உறுப்புகளையும் சி யில் இருக்கிற உறுப்புகளையும் எழுதிக்கலாம் ஜீரோ கமா அடுத்து 1,3, 1,5 அடுத்து A x B சேர்ப்பு A x C A x B, A x C சியில் இருக்கிற உறுப்புகளை நாம் சேர்த்தி எழுதணும் முதல்ல ஜீரோவை பயன்படுத்தி எழுதின வரிசை ஜோடிகளை எழுதலாம் 0,2, 0,3 0,4, 0,5 அடுத்து 1 1,2, கமா 1,3, 1,4, 1,5 ஒன்று பேர் நான்கு ஒன்று கமா ஐந்து ரெண்டு பெயர் கொடுத்துக்கலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் விடை ஒரே மாதிரி இருக்கு இருக்குது ஒன்று கமா இரண்டிலிருந்து ஏ கிராஸ் A cross B x A cross C பி சேர்ப்பு அடுத்த கணக்கை பார்க்கலாம் சப்டிவிஷன் 2 கணம் A 0,1, ஒன்று B 2,3,4, இரண்டு C நான்கு a cross b c a cross b a cross c. a cross b b b b b c c c c c அடுத்து முதல்ல 2 3 4, c 3 4 5 உள்ள பொதுவான 3 மூன்று அடுத்து ஏ க்ராஸ் b வெட்டு c, a ஜீரோ ஒன்று பி வெட்டு சி மூன்று ஜீரோ கமா மூன்று ஒன்று கமா மூன்று பேர் கொடுத்துக்கலாம் அடுத்து right hand side, a க்ராஸ் b வெட்டு a க்ராஸ் c, a கிராஸ் b கண்டுபிடிக்கலாம் ஏ ஜீரோ கம்மா b 2, 3, 4, முதல்ல ஜீரோங்கிற எண்ண எடுத்துட்டு வரிசை ஜோடிகளா எழுதணும் ஏன் உறுப்புகளையும் சி என் உறுப்புகளையும் எழுதிக்கலாம் ஜீரோ கமா மூன்று ஜீரோ கமா ஐந்து அடுத்து ஒன்று கமா மூன்று ஒன்று கமா ஐந்து ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும் இரண்டிலையும் உள்ள பொதுவான உறுப்புகள் என்னன்னு பார்க்கலாம் என்ன ஸீரோ மூன்று ஜீரோ மூன்று அடுத்தது ஒன்று மூன்று ஒன்று மூன்று விடைய கண்டுபிடிச்சாச்சு இரண்டுன்னு பெயர் கொடுத்துக்கலாம் இரண்டுமே சமமாக இருக்கு ஸோ ஒன்று கமா இரண்டிலிருந்து ஏ க்ராஸ் பி வெட்டு சி சமம் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கன செயல்பாடுகளும் கார்டீஷியன் பெருக்கல பற்றி புரிதல் இருந்தால் சுலபமாக நாம் தீர்வை கண்டுபிடிக்கலாம் அடுத்த கணக்கு A சேர்ப்பு B க்ராஸ் C சமம் ஏ க்ராஸ் சி சேர்ப்பு B கிராஸ் C லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல A சேர்ப்பு B கண்டுபிடிக்கணும் A சேர்ப்பு B என்ன 0,1 கமா ஒன்று சேர்ப்பு இரண்டு மூன்று நான்கு பாருங்கள் 0, 1, 2, 3, 4 a சேர்ப்பு cross c எப்படி எழுதலாம் வரிசை ஜோடிகள் 0, ஜீரோ ஜீரோவை பயன்படுத்தி ஜோடி சேர்த்தலாம் 0, 3, 0, 5, அடுத்து 1, 1, 3, 1, 5, அடுத்து 2, 3, மூன்று மூன்று 3, ஐந்து நான்கு மூன்று 4, ஐந்து ஒன்றுன்னு பேர் கொடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸி சேர்ப்பு பிக்ராசி ஏ கிராசி ஜீரோ கமா மூன்று ஜீரோ கமா ஐந்து 1,3 1,5 B ஒன்று கமா ஐந்து உறுப்புகள்மா மூன்று நான்கு கமா ஐந்து ஏ கிராஸ் சிக்கும் பிக்ராஸ் சிக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் சேர்ப்பு நாள் இரண்டிலும் உள்ள வரிசை ஜோடிகளை எடுத்து எழுதணும் முதல்ல ஸீரோட வரிசையை எழுதிக்கலாம் ஜீரோ கம்மா மூன்று ஸீரோ கம் ஐந்து அடுத்து ஒன்று கம் மூன்று ஒன்று கமா ஐந்து அடுத்து வரிசை ஜோடிகள் 2,3, 2,5 3,3, 3,5 நான்கு கமா மூன்று நான்கு கமா ஐந்து இரண்டுன்னு பேர் கொடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்கள் விடை ஒரே மாதிரி இருக்கா ஸோ ஒன்று கமா A ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி சமம் ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி மூன்று கணக்குகளுமே முக்கியமான ஐந்து கணக்குகள் அடுத்த பதிவில் 7TH சம் பார்க்கலாம் மூன்று கணக்குகளையும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ